இவே அல்லா ஒருவனைக்கு உரித்தாக இருக்கும் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே இப்பொழுது வரலாறு ஒரு வரலாற்று சிறப்பினை பற்றி சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்க இருக்கின்றோம் அவர்களுடைய தாயார் பிவி மரியாத் அவர்களுடைய ஒரு சிறப்பையும்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 want to பெற்றைத்து வசலாம் பணி இஸ்ராயல் அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்து அந்த நாட்டு மக்களை நேர்வழியின் பக்கமாக அழைத்து நபித்து வசலாம் வெகு சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள் நபி சக்கரி வாழ்ந்து வரப்பட்ட அந்தரான் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்களும் இரண்டு பேர்களும் அந்த பைதல் முகத்தீஸ் பட்டணத்தில் தானே நம்ம சிறப்பான முறையில் தானே இருந்து வாழ்ந்து வயது மோதிருந்த அவருடைய கணவராகிய இம்ரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்களும் நபி யூசுப் அவர்களுடைய சப்தத்தில் நின்று வந்தவர்களாக இருக்கும் அப்படி வந்த அந்த இரண்டு பேர்களுக்கும் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வயது தொண்ணூறுக்கும் அதிகமாகிவிட்டது அவர்களுக்கும் வயது எழுபது ஆகிவிட்டது இறைவனை துதித்தவர்களாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு அவுலாத் இல்லையே மக்கள் இல்லையே மகப்பேர் இல்லையே என்ற ஒரு மன வருத்தத்தோடு இரண்டு பேர்களும் இறைவனை புகழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று வீட்டு வாசலில் இருக்கின்ற ஒரு கிளையில ஒரு காகமாக கூடியதானே வந்து அமர்ந்து அதனுடைய குஞ்சிக்கு எறை கொடுக்கின்ற காட்சியை இந்த ஜென்னத்து பிவியாக கூடியவர்கள் கண்ணாலே கண்டேடுவார் அவங்களுடைய மனதில் நினைக்கின்றார் அதை அறிதேடி கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சிக்கு கொடுத்து அது மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறது அதே நேரத்தில் நமக்கும் இவ்வளவு வயதாகிவிட்டது நமக்கு இது போன்ற ஒரு குழந்தை இருந்தால்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 அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை இந்த பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி மாசலுக்கு நான் ஹகுமத்து செய்யக்கூடிய அந்த பிள்ளையை நான் பள்ளிக்காக வழங்கி விடுகின்றேன் அந்த ஜென்னத்தம்மா அப்படி ஒரு பிள்ளை பிறந்த வைத்திருக்கிறேன் விட்டு விடுகிறேன் என்பதாக மனதில் தான் ஒரே எண்ணமாக மேல ஆகிய இம்ரானும் ரெண்டு பேர்களின் வீட்டில் தான் இருக்கும் போது அந்த ஜென்னத் அம்மாவுடைய வயதில் அமல் தரிபாடாகிவிட்டது மகிழ்ச்சி கொண்டு நீண்ட நாளைக்கு பின்பதாக நமக்கு ஆண்டவன் ஒரு குழந்தையை நம்முடைய வயசிலே கருவாக்கி வைத்தான் என்று அவர்கள் தான் ஏறிவனை போற்றி போனவர்களாக இருக்கும் போது இப்படியாகத்தான் உலகத்தினுடைய ஒப்பந்த இப்படி அவர்களுக்கு ஒன்பது மாதம் நிறைவாகிறது பத்தாவது மாதம்தான் இவர்கள் குழந்தை பெற்றும் அழகான பெண் குழந்தை பெற்றும் அந்த தாய் அவர்கள் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் வெற்றெடுத்த அந்த குழந்தையினுடைய முகத்தையும் மழகியும் முடிவையும் தெளிவையும் தானே பார்த்து மன தானே சந்தோஷமாகி அந்த குழந்தைக்கு எப்பேர் கொத்தோர் பெயர் நாமத்து வைக்கின்றார்களே ஆனால் மரியம் என்று பெயர் உண்மை மனதில் பெற்ற பெண் பெற்றிவாசல் பைந்தேன் என்பதாக நீங்க அதே நேரத்தில் பெண் குழந்தை பிறந்துவிட்டது பெண் குழந்தை பள்ளிவாசலுக்கு செய்வதற்கு பொருந்துமா பொருந்தாதே ஆனாலும் நாம் நியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்க பெயர் வைத்தார்கள் அப்படி பெற்று அந்த குழந்தைக்கு அல்லா இடத்துல துவா செஞ்சாங்க யாரா என்னுடைய பிள்ளைக்கு இப்படி சார்ந்த ஒரு அதாவது ஊசாட்டங்களோ அதனுடைய ஒரு மாறாட்டங்களோ எந்த விதமான ஒரு என்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட கூடாது முடிந்து பிள்ளையத்தான் கழுவி முழு காட்டி அது கண்ணிலே சுருமாயிட்டு நல்ல குப்பாயங்களை போட்டு அவங்க எண்ணிய எண்ணப்படி நேர்ச்சிப்படி பிழதைய பிள்ளையைத்தான் கையில எடுத்துக்கொண்டு பயத்துள் முக்கி சென்ற பள்ளிக்கு வந்தாங்க பிவி அப்பொழுது பயத்துள் முக்கதி பள்ளி மாசல்ல பெரிய இந்த ஜென்னுள்ள அதாவது ஹதியாவாக நேற்றையாக அந்த பிள்ளையை தானே கொண்டு போய் கொடுத்தார்கள் குழந்தையை கொடுத்தவுடனே அந்த குழந்தை யார் வாங்குகின்றார்களே குழந்தை குழந்தைய அழகான முறையிலே வச்சிகரமான முறையிலே குழந்தை இருக்கிறதை கண்ட சக்கரியாத் மனதில் என்ன நினைத்தார்களே இந்த குழந்தையை நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக அவங்களுடைய மனதிலே நீ தோந்துவிட்டது இதை பார்க்க மட்டுள்ள அந்த பள்ளி வாசனக்கூடியவர்கள் தான் குழந்தையை தானே பார்க்கின்றார்கள் பார்த்த அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்லுகின்றார்களானா இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அப்போ ஆக நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன்னு தொண்ணூறு பேரும் கேட்கல அப்ப யாருக்கு அந்த புள்ளியை வளர்க்கிறது வேணுமே அப்ப அந்த தொண்ணூறு பேர் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன செய்வோம் அதாவது இந்த பைத்தில் பள்ளிவாசலுக்கு பக்கமா ஓடக்கூடிய இந்த ஆற்றில கொண்டு போய் அந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆற்றில போடணும் களம் எத்து வருட்டி ஒன்பது பேமும் தண்ணில முக்கி போச்சு எண்பத்தி ஒன்பது பேர்களுடைய களமும் தண்ணியில முங்கி போச்சு அதே நேரத்தில் து இதை கண்ட மற்றவர்கள் எல்லாம் சொன்ன ஒப்புதலின்படி அந்த பட்சியிடம் குழந்தையை தானே சக்கரியாலே சுனாத் கையில கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அவர்கள்தான் குழந்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த எடுத்துக்கொண்டு அவசரமாக வீட்டுக்கு சென்றார்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லப்படுகின்றது நபி சக்கரியால் அவங்களுடைய மனைவியும் அந்த ஜன்ன அதாவது மரியத்தினுடைய தாயாரும் கூட பிறந்த சகோதரி என்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஆகையினால் குழந்தையை கொண்டு போய் அவங்களிடத்துல கொடுத்ததும் குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி நபி சக்ரியா நிசலாத் அவர்களும் அவங்க கூடிய மனைவியானவர்களும் இரண்டு பேர்களும் தான் எந்த குழந்தையை எந்த முறையிலே வளர்த்து வருகின்றார்களே ஆனால் கண்ணோயுமே போன்று வளர்த்து வந்தார்கள் வளர்த்து வந்தார் நபி சக்கரி அலி சுனாத் அவர்களும் அந்த அவங்களுடைய மனைவி ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரொம்ப உருத்தான முறையில அந்த குழந்தையை தான் நல்ல முறையில் வளர்த்து வருகின்றார்கள் அப்படி வளர்த்து வர வேண்டிய நேரத்தில் பிபி மரியசனாத் செல்லாம் அவர்களுக்கு வயதும் தானது பிபி மரியத்துக்கு வயது மாயானது அவர்கள் அதுபோன்று அந்தமத்துக்களை செய்வது இந்த முறையிலே அவர்கள் இந்த முறையில் தான் எப்பள்ளி மாசமத்து செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஏழு வயது நிரப்பமாகின்றது யாருக்கும் பீரி மரியாதை பார்த்தார்கள் நம்முடைய குழந்தை தானே வயது அவர்களுக்கு வயதும் வளர்கின்றது குழந்தை வந்து விட்டது என்பதாக நினைத்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று பள்ளிவாசனுக்கு முன்பதாக நல்ல உயரமான முறையில் தானே அழகான மாளிகையை கட்டிய வைத்தார் இருக்கும்போது கட்டப்பட்டதா கெட்டப்பட்டது ஆனா கெட்டப்பட்ட அந்த மாளிகை ரொம்ப உயரமானது அவங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு ஏடி வயதுதான் ஏடி மரியம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும் அப்படி உயரமான ஒரு கட்டிடத்தை கட்டினார்களா அப்படி கேட்டிய அந்த மாளிகையில் பீவி மரியம் அலை சுனாத்துமர்களைத்தான் அங்கே கொண்டு போய் வைத்து அவர்களை பாதுகாத்து தான் வளர்த்து வருகின்றார்கள் அப்படி வளர்த்து வரவேண்டி காலத்தில் பீவி மரியத்தை போல் உண்டான பிள்ளைகள் அவங்களுடைய வயதுக்குப்பான பிள்ளைகள் சென்று அந்த பீவி மரியத்தை தான் கூப்பிடுவார்கள் அம்மா பாருங்க அதாவது இது வசந்த காலம் ாலம் நிறைந்த ஒரு நேரம் ஆகையனால அந்த உல்லாசமான முறையிலே சென்று அந்த விளையாட்டுக்களை நாமளும் விளையாடி வருவோம் என்று அந்த குழந்தைகள் கூப்பிடக்கூடிய நேரத்தில் பி மரிய குழந்தை பருவமாக இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லுகின்றார்களே ஆனால்